அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை சரி, ஐ இதெல்லாத்தையும் வருது நான் அப்புறம் பேசுறேன் என அது என்ன பிரெண்ட்டி அதன சொல்லுவ கேக் மேல கை வை குண்டு அதுக்கு ஒரு மூஞ்சிக்கு gift வர கேக்க நானே சாப்பிடுச்ச பதை மறந்துடுச்சு யூ சீப் ஏய் நான் குடிக்கவே மாட்டேன்டி நானம்ப மாட்டேன் ஐயோ இப்ப சட்டப்படி நீங்க அவனு ஊத சொல்லணும் ஊதே இது சரி இல்ல சைஸ் ஏ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஊது அது அதுக்காக குடிச்சாப்பி இந்த நாய்தான் போட்டு குடுத்தா என்ன இல்லையா பிச்சி உனக்கு